வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெண்டி டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ ஷார்ப்பாக ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமெட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு நைன் வரும்போது மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கிரீன் கரெக்டில் கேண்டல் ஓப்பன் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் லாட் இப்போ பை பண்ணுங்கன்ற மாதிரி வந்துருச்சு ஃபியூச்சர் பியூச்சர் பை பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடர் இப்ப நீங்க எடுத்து அதில் ஒரு லாட் வந்து பையன் வந்து பண்ணிக்கலாம் இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை எட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அதே டார்கெட் பார்த்திங்கனா மேலே இருக்குது ஸோ மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபஸ்ட் டேரட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் வந்து வந்துச்சுன்னா இவ்வளோ தான் மெயின்டெயின் பண்ணணுறக்காண்டி ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட் ஷோ பண்ணுறது வந்து தேர்ட்டி செவன் இது வந்து ஃபஸ்ட் டேரெட்டுக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நைன்டி பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த நைன்டி பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதான்றத நம்ம வந்து இந்த சார்ட்ல வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு so, first minute நல்ல half of the target பாத்தினிட்னாப் அச்சீவ் பண்ண மாதிரி நல்லாவே கொடுத்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கரெக்டாக அந்த தேர்ட்டி செவன் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கனால தேர்ட்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மார்க்கெட் ரைஸானது செகண்ட் கேண்டில் பார்த்திங்கனா கரெக்டாக அந்த தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆகுது ஏன்னா தேர்ட்டி வந்து மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா அது ஒரு ரவுண்டான ரேஞ்சாக இருக்கனால மேபி அந்த ரேஞ்ச்கிட்ட போகையில் நிறையா செல்லிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 minutes பாத்தீங்க அப்படினா இந்த தேர்ட்டி 100 ரேஞ்ச்கிட்ட வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணுதான் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது மார்க்கெட்டில் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பையிங் ரேஞ்ச்கிட்டே வந்துருச்சு ரெண்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓப்பனான கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே போகுது ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஃபியூச்சரில் வந்து மோர் தேன் ஹண்ட்ரடே கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன ஒரு பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அதாவது நைன் ஃபார்ட்டி ீங்க அப்ப நமக்கு பஸ்ட் ஆர்டம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிட்டு இது பார்த்தீங்கன்னா பேண்ட் நிஃப்டி தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் கால் ஆப்ஷன் ஸோ இது வந்து மந்த் எண்டு தான் கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆக போகுது ஸோ அதனால நமக்கு வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் ஸோ டூ டேஸ் தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன்னால செவன் ஹண்ட்ரட் காட்டுது நம்ம ஒரு அடுத்த மணி கூட காட்டுறோம் இது செவன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து எயிட் தேர்ட்டி போயிருக்கு அதே அடுத்த மணி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் தேர்ட்டியில் ஒரு நைண்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஒரு ஃபைவ் டுவெண்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கால் சொரும் பட் ப்ரீமிய்க்கு நீங்கள் எவ்வளோ பிரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு